நமஸ்காரம் ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி நம்மளுடைய விட்டல் சேனல் போடுறதுக்கு முன்னாடி இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூடவே பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிருங்க வழக்கம் போல நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீமத் பரமதி பராகிருஷ்ணன் பரகால நம்பி ராமானுஜியின் நல்லா சீரடு அவர்களுடைய சீடன் ஆடல்மார் ராமானுஜ தொகுத்து வழங்குறேன் போன எபிசோட்ல காணோ பாத்திரா முகம்மதி ராஜா அவங்க ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அந்த அம்மா ஒரு பெர்மிஷன் கேட்டாங்க என்னென்னா பாண்டவங்க இடத்துல எப்படியாவது சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிற உத்தரவு கேட்டுக்கிட்டாங்க அதை பற்றி இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம் காணோப பாத்திர நிலையை கண்டு அங்கே இருக்க அத்தனை ஜனங்களும் விட்டல் நடத்துல நல்லா பான் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க காரணம்னா ஜபம் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாடு பண்ணி விட்டல் எப்படியாவது காணோ பாத்திராவை காப்பாத்தே அவளை கரையேற்றுமே அப்படின்னு அந்த மாதிரி கண்ணீர் மல்க மல்க எங்கே பண்டரிபுரம் விட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற அந்த திருப்தியிலேயே பாண்டகன் இடத்துல கருவறைக்கு நுழைகிறாங்க அங்கே எல்லாம் விடுறாங்க காணோம் பாத்திரா அப்படியே திருவடி மல்லமாக தொட்டு அலறாங்க ஹேய் அவத் பாந்தவா புண்டரிகராச்சா என் விட்டலா என் சொரூபமே என் இப்படியெல்லாம் நடந்துருச்சே நான் பண்டிகைபுறத்திலே வாழணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு அது நிராசையாவே போயிருச்சே என்னுடைய அழகுல கண்டு ஒரு அரசர் என்னை வேசியாக முயற்சி பண்றானே இதிலிருந்து என்னை எப்படி காப்பாத்த போறேன் நான் எப்படி கரையேற்ற போறேன் ரங்கா உன்னை நம்பித்தான் நான் இருக்கிறேன் இந்த பண்டறிபுரம் விட்டு நான் போவதற்கு மனமில்லை அப்படின்னு அழுகுறாங்க ஆனாலும் ராஜாவோட உத்தரவு மீறினால் இங்கிருக்கிறவங்களுக்குத்தான் இன்சை செய்வார்கள் அதனால் அவர்களுக்குசுரமாக போயே ஆக வேண்டும் அதனால் உன்னிடத்தில் நான் திருவடி பிடிக்கிறதுனால ரொம்ப நாள் என் வாழ்நாள் முழுக்க இருந்த பலனை நான் இந்த இடத்தில் பெற்று கொள்கிறேன் அப்படின்னா அழறாங்க அழுத உடனே அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரே நம்பிக்கை விட்டவளை காப்பாத்தியே தீர்வான் என்ற நம்பிக்கையோடு விட்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க காணோ பாத்திரா இருந்தாலும் அவங்க திரு கெட்டிய திருவடியை பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே கெட்டியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் ஒரு வேசி பொண்ணாக இருந்தாலும் என்னோட கைகளால் உன் துணியை செவிக்க வச்சுட்டிய பாண்டுரங்கா இதை விட திருப்தி இந்த உலகத்தில் வே எதுவும் எனக்கு இல்லை எதுவும் எனக்கு வேண்டாம் நீ ஒருவனே போதும் நான் ராஜாவிடம் போயிட்டால் திரும்பியெல்லாம் வரமாட்டேன் நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த ராஜா இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் என்னை கொண்டாடுவான் அதுக்கப்புறம் என்ன செய்வானோ என்ன உத்தேசமோ எனக்கு தெரியாது ரங்கா எனக்கு தெரிஞ்ச ஒரே பரமாத்மா நீ ஒருவன்தான் நீர்தான் எனக்கு அரையேற்றணும் அர்ஜுனனுக்கு கீத உபதேசம் பண்ண ஞான குரு ஆயிட்டேன் தன்னுடைய அழகான கை பாண்டகனோட கன்னத்துல வைத்து சொல்லி தன்னு இடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்துல ராஜ மனுஷர்கள் வெளியே நின்று காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த எப்போ வருவான்னு இதை பார்த்த ருக்மணி தாயாருக்கு முடியல காரணம் பாண்டங்கள் இடத்துல போய் முறையிடுறாங்க அன்புள்ள கணவரே இத்தனை பக்தர்கள் இருந்தும் காவ்ப பாத்திரம் உங்களிடத்தில் அளவு மீறி பக்தி பண்ணாலே அவளை கரையேற்றுவது ஒரு சிரமமாக எல்லாம் காப்பாற்று இந்த காணோபாத்திரம் ஒரு நல்ல வழி பண்ணுங்களே அப்படின்னு விட்டல கேட்டாங்க தாயார் சொன்னால் விட்டலன் கண்டிப்பாக கேட்பார் ஏன்னா அவசவசரமாக அனுகிரகம் தெய்வம் அதனாலேயே அவருக்கு நிச்சயமா பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு இதுல சத்தியபாம விளையாட்டா சொல்றாங்க நாமல்லாம் அவருக்கு மனைவின்னு சொல்றோம் ஆனா அவர் பண்ற லீலைகள் யாராலையும் புரிஞ்சுக்கூடாது எப்படி அனுகிரகம் பண்றாருன்னே தெரியாது நீ கேட்டுதான் பாரு என்ன சொல்றாருன்னு பாப்போம்னோடனே இந்த காணவ பாத்திராவை என்ன அனுகிரகம் பண்ண போறேன்னு விட்டல் நடத்துல அதுக்கு சிரிச்சுட்டே சொன்னாரு நான் எப்படி அனுகிரகம் பண்ணுவேன்னு உங்களால வியூகிக்கவே முடியாது அப்படின்னு ஆமாம் ஆமாம் ருக்மணி தாயார் சொன்னா நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் பண்ணீங்க ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவீங்க எங்களால் வியோகிக்கவே முடியாது அப்படின்னு ருக்மணி தாயார் அழகா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க பாண்றங்க அவங்களுக்கு சத்தியமாக கழிவுகத்தில் நிரூபிச்சே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கவன பாத்திரைக்கு கொடுத்த ஒரு சிறிய சோதனை அவ்வளோதான் அப்படின்னு ருக்மணி தாயார்கிட்ட விளக்கமாக இதை சொல்லிடுறாரு அடுத்த எபிசோடில் காணோ பாத்திர இடத்துல பாண்டங்கள் காட்சி தந்து முக்தி கொடுத்தாரா இல்லையேன்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம் இது வரைக்கும் எங்களுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் மிஸ் பண்ண எபிசோடில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதில் எல்லோரும் பாங்க பாருங்கள் திருவடி அருள் உங்களுக்கு என்றென்றும் அருள் கிடைக்கும் நன்றி